மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன் என்ற வரிசைகளில் அவனை ஒன்று மனிதனில்லை இது ஒரு பாடலின் வரியாகும் நட்பு என்பது ஒருவர் தெரியாத வேறு ஒருவரிடம் பழகி அவரை புரிந்து கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்வதோடு தக்க சமயத்தில் வழி தவறும் பொழுது அன்புடன் எடுத்துரைத்து ஒருவரை நல்வழிக்கு இட்டுச் செல்வதே நல்ல நண்பிற்கு இலக்கணமாகும் நட்பு என்னும் சொல் தோழமை என பொருள்படும் கண்டெடுத்த முத்தை விட நகையாக மின்னும் வெள்ளியை விட நல்ல நண்பனின் மனம் வெள்ளை தரும் மனத்தை விட மனதை ஈர்க்கும் மழையை விட மழையில் மயிலை விட மனதில் தோன்றும் தினமும் முதிக்கும் சூரியனை விட திகட்டாத உணவான அமிர்தத்தை திறம்பட உருவான கவிதையை விட திறந்த உள்ளமுடைய நட்பு சிறப்பு புகனக நட்பது நட்பன்று நட்பு இதன் பொருள் ஒருவரை பார்க்கும் போது மன மகிழாமல் முகம் மாற்றொண்டு பிறருக்கு சுவை தரும் கரும்பாய் இருக்க வேண்டும் விழுங்கை துடைக்கும் விரல்களாய் இருக்க வேண்டும் பணத்தை கடனாய் கொடுத்து வாங்குவது நட்பல்ல குணத்தை நட்பு எத்தையை மிக்கது என்பது இதன் மூலம் நாம் அறிய இயலும் சந்தேகம் இல்லா நட்பு நண்பர்களுக்குள் சந்தேகம் இருக்கக்கூடாது சந்தேகம் இருந்தால் அது நல்ல நட்பாக இருந்திட முடியாது காலம்பரைகநூல் நண்பர்கள் உலகம் நட்பால் விரிய தொடங்கி உள்ளது நண்பர்களுக்காக எதையும் விளக்கலாம் எதற்காகவும் நல்ல நண்பர்களை இழந்து விடாதீர்கள் சதா பாரதி இன்றைய சூழலில் நாம் இருக்கும் இந்த உயர இருந்து உயரத்தை தொட்டவுடன் நம் இடம் இருந்து மெதுவாக விளங்கி நின்று நமது வளர்ச்சியை பார்த்து ஆனந்தம் கொள்வார்கள் நமக்கு தொந்தரவு கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக விலகி நிற்பார்கள் அப்படிப்பட்ட நண்பர்களை அடையும் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு தொழிலை என்பவன் எதிர்பாராமல் நண்பர்களுக்கு வரும் துன்பத்தை அவர்களின் நண்பர்களை பற்றி கேளுங்கள் முடிந்தால் அவர்களை வீட்டுக்கு அழைத்து வர சொல்லுங்கள் தான் இன்று நாம் பெரிய பெரிய சாதனைகள் செய்வதற்கும் காரணமாக இருக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கும் நிறம் உன் குணம் காட்டும் ஆனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னை காட்டும் உன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா மற்றும் உறவினர்களுக்கு பின் வாழ்க்கையின் முக்கிய பங்கு வகிப்பது நண்பர்கள் மட்டும்தான் வீட்டுக்கு எல்லை உண்டு ஊருக்கு எல்லை உண்டு நாட்டுக்கு எல்லை உண்டு ஆனால் நட்புக்கு எல்லையே கிடையாது உலகத்திலேயே What are you doing?